தாய் தமிழை மட்டும் சுவாசிப்போம் என்று கூறி என் பேச்சை துவங்குகிறேன் நான் அறிவேன் படிப்பது பல்லு பெருமை மிகு ராமநாதன் சாட்டிய நகராட்சி உயர்நிலைப்பள்ளி சிவகங்கை மாவட்டம் அர்பணிப்புடன் பொதுவாக நம் எண்ணங்களே செயலாகிறது செயலே பழக்கமாகிறது பழக்கமே வழக்கமாகிறது தனி மனிதன் ஒழுக்கமே பண்பாட்டாகிறது பண்பட்ட குழந்தைகளை உருவாக்கும் பொறுப்பு பெற்றோரிடம்தான் இருக்கிறது ஒரு சாதாரண மோகன்தாசை மகாத்மாக மாற்றியது தன்னுடைய தாய் என்று எழுதி வைத்திருக்கிறார் சத்தியசோதனை புத்தகத்திலே ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது தன்னுடைய தாய் என்று எழுதியிருக்கிறார் வீர மராட்டிய சிவாஜி உலகத்திலே முட்டாளி உலகத்திலே அறிவாளியாக ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க காரணமாக இருந்த என்னுடைய தாயே என்கின்றார் தாமசால் ஏன் அவ்வளவு தூரம் இங்கு ராமநாதபுரத்தில் வீடு வீடாக பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த சிறுவன் அப்துல் கலாம் அணு விஞ்ஞானியாக மாறியது யாராலே என்று கேட்டார் ஒற்றைய வரியில் தன்னுடைய தாய் பெற்றோர்களுக்கு தான் பிள்ளைகள் முதல் உலகம் பிள்ளைகளுக்காக செலவு செய்யுங்கள் உங்கள் பணத்தை அல்ல உங்களுடைய நேரத்தை குழந்தைகளை தைரியமாக வளர்க்க கற்றுக் கொடுங்கள் எல்லாம் பெற்றோர்களும் வளர்க்கிறார்கள் என்பது தவறு செய்கிறார்கள் சிறு வயதிலே செல்லமாக வளர்த்து விட்டு வேலையும் செய்ய விட தாங்கள் வேலையை தாங்களே செய்ய கற்றுக் கொடுங்கள் யாரோட அவர்களே வாழ முடியும் என அவர்களுக்கு உணர்த்துங்கள் நீங்கள் அடக்கி ஆள்வதற்கு பிள்ளைகள் அடிமைகள் அல்லச்சியும் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வரும்தான் ஒரு போது உங்கள் கருத்து நல்ல செயல்களை செய்தால் பாராட்டுங்கள் தவறு செய்தால் கணி ஓடு தண்டியுங்கள் தண்டிக்கப்படாத குழந்தை தண்டிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் தமிழுக் கொண்டவர் ஆங்கிலத்து கொண்டவர் கடிதத்து கொண்டவர் வெற்றிப்படிகள் பள்ளியில் நேரு காந்தி பாரதி என வேஷம் போடுற சொல்ற நீங்க வாழ்ந்து காட்டு நேரு மாறி வாழ்ந்து காட்டு காந்தி மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க பிள்ளைகளை மற்றவர்களோடு கல்வியோடு வாழ்க்கை பார்த்து கற்றுக் கொடுங்கள் தோல்வி கண்டு தோழாத மனப்பக்குவம் இவைகளை பெற்றோர்கள் உணர்த்த வேண்டும் செலவு செய்யுங்கள் தோல்மையை காட்டுங்கள் நேரம் இருந்தால் அவர்களோடு விளையாடுங்கள் ஒவ்வொரு குழு பிள்ளைகளுக்கும் தனித்துவம் உண்டு அதை முறையாக கற்றுக் கொடுப்பது பெற்றோர்களின் வேலை பிள்ளைகளுக்கு சேமிக்க கற்றுக் கொடுங்கள் பிறரிடம் அன்பாகவும் கனிவாகவும் பேச சொல்லிக் கொடுங்கள் ஒரு வாங்கி நினைப்பார்கள் என்றால் இன்னொன்று என்ற மனப்போக்கும் அப்போதுதான் பிள்ளைகள் தவறான முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் ஒரு குழந்தை ஆனோ பெண்ணோ அதற்கு நல்லவையவை கெட்டவையவை என சொல்லி வளர்ப்பது பெற்றோர்களின் கடமை பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத மாறுவதும் அந்த சூழ்நிலையை உருவாக்கும் தான் இருக்கிறோம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி